எதில் வேணாலும் பொய் சொல்லுங்கள் ஆன்மீகத்தில் மட்டும் தயவு செய்து பொய்யே சொல்லாதீர்கள் இது வந்து சின்ன விஷயமே கிடையாது ஆன்மீகம் இந்த மெய்யியல் சார்ந்த இந்த திருச்சிற்றம்பல கல்வி என்பது அவ்வளோ விளையாட்டு காரியம் கிடையாது நம்ம ஈர்க்கிறது போகிறது வர்றது சாப்பிட்றது தூங்கிறது சம்பாதிக்கிறது பூரா எதுக்காக இந்த உடலை பேணி பாதுகாத்து பேணி பாதுகாத்த அதற்கப்புறமாவது இறைவனை போய் அடையணும் அப்படின்ற எண்ணம் வருவதற்காக அப்போ போய் சொல்லி பிழைப்புக்காக நீங்கள் வந்து ஆன்மீகத்தை பயன்படுத்தும் போது சித்தர்களின் சாபத்தை பெறுவதற்கு ஆளாகிறீர்கள் அப்படியே பரம்பரில் குழுவே சரணும் உங்களோட வீடியோ எல்லாத்தையுமே பார்த்து பார்த்துக்கொண்டே இருக்கிறேன் அதில் நீங்கள் அந்த ராகு கேது பற்றி சொல்லலை உங்கள்கிட்ட இருந்து எனக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு பவர் ஒரு எனர்ஜி வந்துக்கிட்டே இருக்குது இறையொருள் வந்து உங்களை வந்து பார்த்தாலே எனக்கு அந்த அளவுக்கு என்னுடைய புருவ ஜோதி அவ்வளோ தூரத்துக்கு அப்படி துடிப்பு துடிப்புனா அவ்வளோ பெரிய வைப்ரேஷன் வந்து எனக்கு வந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது அது போக கண்டிப்பாக நான் வந்து உங்கள்கிட்ட வந்து வாசி நான் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிறேன் உங்ககிட்ட நான் வந்து இது சிசி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப வந்து எப்படி சொல்ல ஜோதியாக இருக்கையோ அப்படி பவரை எல்லாமே நான் வந்து உணர்கிறேன் ரேசியை நான் வந்து உணர்ந்துக்கிட்டே இருக்கிறேன் அவரோட பவரை வந்து உணர முடியுது அணிவிக்க முடியுது சந்தோஷத்தை என்னால் பண்ண முடியுது கண்டிப்பா நான் வந்து குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் எதுல வேணாலும் பொய் சொல்லுங்க ஆன்மீகத்தில் மட்டும் தயவு செய்து பொய்யே சொல்லாதீர்கள் அதுவும் குறிப்பா பொழப்புக்காக பொய் சொல்லிட்டீங்கன்னா அதனுடைய அடி என்பது வேற மாதிரி விழும் அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது ரொம்ப கஷ்டப்படுவீங்க ரொம்ப கவலைப்படுவீங்க இந்த ஜென்மத்திலே அதுக்குண்டான வழி தெரியும் அடுத்த ஜென்மத்திலும் அதற்குண்டான வழி என்பது தெரியும் எத்தனையோ பேர் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் பொய்யை சொல்லி என்னால் அதை பண்ண முடியும் என்னால் இதை பண்ண முடியும் உனக்கு இதை சரி பண்ணித்தரேன் வா உனக்கு நான் அதை சரி பண்ணித்தரேன்வா என்கிட்ட அந்த சக்தி வந்துருச்சு இந்த சக்தி வந்துடுச்சு என்னால் இப்படி கொண்டு போக முடியும் அப்படி கொண்டு போக முடியும்னு சொல்லி ஒருத்தங்களை நம்பி உடல் பொருளாதார ரீதியாகவும் மிகுந்த அளவில் சேதப்படுத்தி நஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அதற்குண்டான கர்ம அனுபவித்து இன்று அவர்கள் அடைந்த ஆற்றல் மொத்தத்தையும் இழந்து ஆற்றல் மட்டும் இழந்தது இல்லாமல் இன்றைக்கு வாழ்வையும் இழந்து உயிரையும் செயல்படும் இருக்கும்ி என்பது வகையில் செயல்படும் கோர்த்தலாம் கொண்டு சிக்கலாம் அப்போது அதுக்கு நம்ம வழி கொடுத்துட்டோம் அப்படின்னா மிக மிக மிக மிக உயர்ந்த லெவலில் மிக மிக மிக மிக உயர்ந்த லெவலில் உங்களுக்கு நிச்சயமாக காயம் என்பது ஏற்படும் காயம் என்பது என்ன உடல் மட்டும் இல்லை மன அளவுலேயும் சரி ஆத்ம ரீதியாகவும் சரி அப்போ பொய் சொல்லி பிழைப்புக்காக நீங்கள் வந்து ஆன்மீகத்தை பயன்படுத்தும் சித்தர்களின் சாபத்தை பெறுவதற்கு ஆளாவீர்கள் மெயினாக யாரோ ஒரு குருமார பேரை சொல்லி அந்த குரு தான் உங்களை வழி அப்படி இப்படின்னு சொல்லி பிழைப்புக்காக ஆன்மீகத்தை அசிங்கப்படுத்தி கொச்சைப்படுத்தி தவறான பாதையில் செல்லும்போது உங்களுக்கு விழுகிற அடிக்கு கொஞ்ச நஞ்ச இவ்வளோ அளவுன்றதே கிடையாது வேறு மாதிரி விழும் ஸோ உங்களது உடல் அளவிலும் மன அளவிலும் ஆத்மரீதியாகும் மிகப்பெரிய காயங்களையும் வழியையும் அது ஏற்படுத்தும் அப்படி இருக்கும்போது கைகால் விளங்காமல் போகிறக்கு வாய்ப்பு பேச்சு வராமல் போகிறக்கு வாய்ப்பு இன்னும் உயர்ந்த சேதங்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஸோ எதில் வேணாலும் பொய் சொல்லுங்கள் அதுவும் நல்ல விஷயத்துக்காக பொய் சொல்லுங்கள் பொய் சொல்கிறதே தப்பு நல்ல விஷயங்களுக்காக ஏதோ ஒன்று ரெண்டு இடத்துல பொய் சொல்வது தவறு கிடையாது ஆனால் எந்த சூழ்நிலையிலும் ஆன்மீகத்தில் சுய லாபத்திற்காக சுயநலத்திற்காக பொய் சொல்பவனுக்கு மன்னிப்பு என்பதே கிடையாது ஏனென்றால் இந்த மொத்த உலகமும் படைக்கப்பட்டிருப்பது இறைத்தன்மையை அடைவதற்காக நம்ம ஈர்க்கிறது போகிறது வர்றது சாப்பிட்றது தூங்கிறது சம்பாதிக்கிறது பூரா எதுக்காக இந்த உடலை பேணி பாதுகாத்து பேணி பாதுகாத்தவுடன் அதற்கப்புறமாவது இறைவனை போய் அடையணும் அப்படின்ற எண்ணம் வருவதற்காக ஆனால் அப்பேற்பட்ட ஒரு பாதையிலேயே தப்பான பாதையை காமிச்சு தப்பான விஷயங்களை உபதேசிச்சு தப்பாக கொண்டு போயிட்டோம்னா அதில் விழுகக்கூடிய அடிக்கு அளவு இருக்காது மிக உயர்ந்த அடியாக விழுகும் மட்டும் மெயினாக மைண்டில் வச்சுக்கோங்க ஆன்மீகத்தில் மன்னிப்பு கிடையாது பொய் சொல்லாதீர்கள் எந்த சூழ்நிலையிலும் தவறான பாதையில் மக்களை கொண்டு செல்ல முயலாதீர்கள் நன்றி வணக்கம்